நடந்தான் பிளாட்டினம் டூ போக விடுங்கடா பிளாட்டினம் டூ போக விடுங்கடா பிளாட்டினம் டூ போக விடுங்கடா பிளாட்டினம் டூ போக விடுங்கடா பிளாட்டினம் எப்படி வெல்லும் ஹய் சார் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிங் கேமிங் ட்யூப் சேனல் ஸோ இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஸோ அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரிக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி தான் ஸோ ரேங்க் புஷ் பண்ணும்போது நடந்த ஒரு சில விஷயங்கள் ஸோ முக்கியமாக ரெண்டு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது ஒரு ஆறாவது சீசன் ரேங்க் புஷ்னு நினைக்கிறேன் ஆறாவது தான் சேனல் ஏன்னா கிராண்ட் மாஸ்டர் போனால் தானே மேம்பம் இருக்கிறதுக்கு நம்ம தான் போகிற இல்லை அப்படியே பாதிலே திரும்பி வந்துடும் ஸோ இந்த சீசன் வந்து பயங்கர கான்ஃபிடென்டில் இருந்தேன் ஏன்னா ஸ்குவாடு செட் ஆயிடுச்சு ஸோ இது வரைக்கும் நாங்கள் புஷ் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஸ்குவாடு இருக்குது ஃபுல்லாமே டியோவாக புஷ் பண்ணோம் இப்போ வந்து ஸ்குவாடு அதுவும் ஒரு பக்காவான பர்ஃபெக்ட் ஸ்குவாடு ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒன் டேல கீரோக்கு போனேன் ஸோ டைமண்ட் டூலேருந்து ஒன் டேயில் இறுவிக்கு எனக்கு பெருசு உங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஸோ அதுவும் எப்போது சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்து அன்றைக்கு நைட்டு பதினோரு மணிக்குள்ளே ஸோ ஓகேவா டைமண்ட் டூ அப்போ தான் ஸ்டார்டிங் டைமண்ட் ஒன்னுன்னு வச்சுக்கலாமே ஸோ நம்பர் ஒன்று இவன் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க ஸோ அப்புறமா பேசுகிறேன் ஸோ ஒரு டைமண்ட் டூ எண்டிங்லேருந்து புஷ் பண்ணி கொண்டு வந்தேன் ஸோ எல்லாருமே வச்சு பேசு ஆக சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரோ செவன்ட்டி ஒன்னே ஸோ ப்ரோ செவன்ட்டி ஃபைவ் நான் கொஞ்சோரம் சரி ஓகே ஒரு செவன்ட்டி ஃபோர்னு வச்சுக்கலாமே ஸோ இதை மணி தான் இருந்துச்சு பட் நான் வந்து புஷ் பண்ணுறப்ப ஐடியாவே என்னன்னா சீன் ஸ்டார்ட் பண்ணால் மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம ரேங்க் போச்சுங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு போட்டால் நீங்கள் அப்போ நினைச்சோம் பட் இருந்தாலும் என்னால் வர முடியல ஸோ அந்த டைமுக்கு வர முடியாதுனால ஃபோர் ஓ நான் வர்றதுக்கு ஓகேவா ஸோ வந்ததுக்கப்புறம் புஷ் பண்ணால் ரிவ்யூ பட்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க ஆடோ பாதிகள் ஐரோடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மணி இருந்துச்சு ஸோ என்ன பண்ணாலும் கடைசி வரைக்கும் பார்க்க நாற்பத்தி பேர் லாஸ்ட் ஸோன்னு இருக்காங்க ஸோ அதாவது சந்தான காமெடி மனைக்கு தான் இதுக்கு பசங்கள் பருத்தி முட்டக்கூடே இருக்கலாமே அப்படிங்கிற மணிக்கு டேரக்டாக லாஸ்ட்டு தோனே கொடுத்துர்ல அவங்க எதுக்கு மொதல் ஃபர்ஸ்ட்டு தோனு செகண்ட் தோணு தேர்ட் தோனு எனக்கு சத்தியமாக தெரியல சாயமா காண்டு இப்போ நான் கிளாக்டவர் ஒருத்தனை கில் பண்ணல அவன் இப்போது எங்கே ரியா நான் பக்கத்தில் இங்கே இறங்கி இங்கே ஓடி வந்துட்ருக்கேன் கிளாக்டவர் டவுன்ஸ் ஆட பாவி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மனைவி தான் ஸோ உடனே கண்ணில்லாமோ ரியா ஓடாதே தம்பி ஓடாதே அப்படிங்கிற மணிக்கு அப்படின்னாடே ஓடி ஓடி ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எங்களுக்கு வந்து போன சீசன் வரைக்கும் அந்த ஹேக்கர் தொல்லை இருந்துச்சு அப்படின்னு நிறையா இந்த சீசன் சத்தியமாக சொல்கிற ஹேக்கர் வந்ததினால ரெண்டு மேட்ச் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அவனே எல்லாரையும் கில் பண்ணி எடுத்துருவான் ஸோ நமக்கு வந்து டக்கு நாள் குறைஞ்சிருது ஸோ இது மற்ற டைம் சத்தியமா குறைய மாட்டாங்க லாஸ்ட் சோன் வரைக்குமே நாற்பது பேர் இருப்பாங்க நம்ம கடைசி சோனில் தான் ஃபுல்லாகவே நம்ம கேம் காட்ட வேண்டியதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம டீம் ஒன்று ரெண்டு பேர் செத்து போயிடுவாங்க ஓகேவா ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காண்டு ஸோ இவன் மாறி மாறி வந்துக்கிட்டு வேற இருப்பாங்க ஒருத்தன நாங்கள் கில்லெடுக்காம விட்டுருப்போம் அவன் அவளைதான் அவங்க போய் மிச்சம் எல்லாரையும் கூப்பிட்டு லாஸ்ட் மேட்ச்சை பாருங்க ஸோ அது காட்டுறேன் ஸோ அவன் இப்போ மூணாவது வட்டி அவன் இப்போ மீட் பண்ண போறான் அதே மேட்சில் ஓகேவா ஸோ எவ்வளோ காண்டாகவும் நீங்களே யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஆக்கர் வந்த டைம்லாம் நான் வந்து மெடிக்கின் மட்டும் போட்டு ஓரமாக உட்காந்துக்கே வெளியே வரமாட்டேன் ஸோ அதனாலே ஒரு ரெண்டு மேட்ச்சு நாங்கள் டாப் டூ டாப் த்ரீ வந்தோம் ஸோ மித்தப்படிலாம் வாய்ப்பே இல்லை ஐயோ நாங்கள் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ப்ளே பண்ணி பன்னெண்டாவது ஸ்குவாடாக செத்தோம் ஸோ எவ்வளோ காண்டாகிடுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ எங்களை நிறைய பேர் இப்படி காண்டாகி புஷ் பண்ணுற விட்டுருப்பீங்க ஸோ எனக்குலாம் அந்தளவுக்கு காண்டு சரிதான் என்ன சொல்றது போங்கடா வெங்காயங்களா அப்படிங்கிற மணிக்கு டான் சம்பள கெடுப்பாயிட்டேன் ஸோ இருந்தும் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஸோ டைம் பிளாட்டினம் டூ வந்து நாங்கள் நைட்டு ஒரு பத்து மணிக்கெலாம் நினைக்கிறேன் ஸோ பிளாட்டினம் டூ பத்து மணி நேரம்லாம் இருக்காது ஒம்பது மணிக்கு வந்திருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு மூணு மணிக்கு என் பண்ணையில் பிளாட்டினம் த்ரீ ஸ்டார்டிங்கு ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய கடுப்பு மூமெண்ட்டு ஸோ இந்த இந்த டைமிங் வந்து லாஸ்ட்டு ஃபன்னி மூமெண்ட்டில் கேட்டுறேன் ஓகேவா ஸோ அதுவே ஒரு காண்ட் மூமெண்ட் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஒரு மேட்செல்லாம் மூணு வாட்டி வந்தான் பட் அவன் கேள்வி நாங்கள் சாகலை வேறு ஆள் கேட்டே செத்தோம் இந்த மேட்சில் பார்த்திங்கன்னா டாப் கிரிமினல் ரெண்டு பேர் வந்திருக்காயலா ஸோ ஓகே ஸோ இவனை விட்றா மட்டும் கூடாது மாப்பிளம் அப்படிங்கிறதான் என்னோட ஐடியாவே இருந்துச்சு ஸோ டாப் கிரிமினல் ஸ்குவாடை வந்து இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பாரிங்க விரித்தனமாக ஓடும் ஸோ விரித்தனமாக போய் அவன் ஸ்குவாடாக அடிக்க ஆரமிச்சிடுவேன் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ரேங்க் புஷ் பண்ணுற டைமில் நடந்தது ஓகேவா ஸோ எனக்கு செகண்ட்லேட் போட்டே விருப்பம் இல்லை ஏன்னா அவனோடு போட்டே கால் எத்தனை அவன் ரெண்டு மூணு மேட்ச் இப்போ நமக்கு அந்த மலைக்கு வாய்ப்பு கிடச்சா நமக்கு சந்தோஷம் தாங்களே அப்போ அப்படிங்கிற மணிக்கு அவனை முடிச்சிட்டோம் டாப் திருமணம் முடிச்சுடும் இந்த பக்கம் அவனை ஸ்குவாட் இன்னொருத்தவனே முடிச்சிடும் பட் நடக்கிற விஷயத்தை மட்டும் பாருங்கள் நம்ம விட்டு வச்ச ஒன்று வந்து நம்மளை கட்டைசை வச்சு செய்யும் பார்த்தீங்களா ஸோ அந்த கதை தான் இங்கே இது வந்து ஒரு விதத்தில் இந்த ரிவை பட்டன் இதிலேயே கொடுத்துருக்காங்க ரிவைவல் கார்டும் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கிட்டு பார்த்தாலும் சத்தியமாக முடியலை ஸோ ஆளே குறைய மாட்டுறாங்க மைண்ட் செட்டே எல்லாம் சாத்தியமாக அவ்வளோ கேண்ட் ஓகே ஸோ லாஸ்ட்டு நான் வந்து சேர்த்துட்டேன் அந்த மேட்சை வந்து ஆக வந்து இப்போ எல்லோரும் டாப் கிரும்னால அப்போ நம்ம ஸ்குவாடு உயிரோட இருக்காங்கன்னு பார்த்தா ஆடா பாடி உயிரை கொடுத்த அடித்தம்மாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அவனோடய ஸ்குவாட்மேட் இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அவன்களும் உயிரோட தான் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு கிலோ எடுத்த ஞாபகம் இருக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ அவனும் உயிரோடு ஓடிட்டுருக்கான் அவளை தான் முடிஞ்சு போங்கடா போங்கடா பொடைச்சி போங்கடா அப்படின்ட்டு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு போயிட்டேன் நானும் ரேங்க் விஷ் பண்ணுறதை விட்டுட்டு இன்னொரு இவ்வளோ விஷயம் ஸோ லாஸ்ட் விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் நம்ம கையில் ஒரு இது கொடுத்து விளாட சொல்லிட்டு திடீர்னு அந்த பொருளை பிடினு கேட்டு நீ இப்போ விளாடு சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்த சீசன் சத்தியமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சா கேம் வந்து ஸோ நாலு வருஷமே ரேங்க் புஷ்ட் பண்ணுறதுலாம் வித்தியாசமாக பண்ணிட்டு இந்த சீசன் இந்த ரிவைவல் கார்டு கொடுத்து காண்டினாயே ஏன்னு சொல்கிறேன் இதை அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு வந்து ஆள் குறைய குறையதான் நமக்கு வந்து அடுத்து ஒரு மைண்ட் செட் வரும் ஜோன் ஸ்ரிங்க் ஆகும்போதும் ஆள் கம்மியாக இருப்பாங்க ஒரு புது விதமாக நம்ம யோசித்து விளையாடத் தோணும் இது வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஜோன் மட்டும்தான் ஸ்விங்க் ஆகுது ஆள் குறைய மாட்டுறாங்க ஸோ நம்ம வந்து யாரையும் அட்டாக் பண்ணவும் முடியலை எதுவுமே பண்ண முடியல எப்படியா ஜோனுக்குள்ளே போய் உட்காரணும் ஸோ அதில் ஜோன்லேயே நிறையா மேட்ச் செத்தேன் ஸோ ஜோன்லேயே வெளியேருந்து வரும்போதே அடி வாங்கி செத்தேன் நிறையா மேட்ச்சு ஸோ அந்த மனைக்கு தான் காண்டு மோமெண்ட்டு தான் வந்துட்டு நிறையா நடந்துச்சு சரிதா ஸோ இதெல்லாம் இந்த கரீனாவுக்கும் தெரியும் தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரியே அந்த ஒரு இதை பண்ணுறாங்க ஏன் இதை பண்ணுறாங்க எனக்கும் தெரியல ஸோ இது வந்து ஒரு காண்டு மூமெண்ட்டு தான் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறையா பேர் இதை இருந்தும் புஷ் பண்ண நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ச் ஆஃப் சொல்லிக்கலாம் ஸோ என்ன மாதிரி காண்டாகி போங்கடா வடா ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவங்க நிறையா பேர் இருப்பீங்க அதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் காண்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத சரி ஓகே ஸோ லாஸ்ட் அந்த ஒரு ஃபன்னி மூமெண்ட்டு சொல்கிறேன் எப்படி இருந்த மனுஷனை இப்படி ஆக்கிட்டீங்களா அப்படிங்கிற மனித இருந்துச்சு ஐயா சாமி வாடிக்கி நீ ஓடி வாங்க வாடிக்கை முடிச்சு